வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன் உமது பாதைகள் பொழிகிறது வருஷத்தை தெய்வமே வற்றாத திருவைகளால் என்னை என்றும் நடத்திடுமே தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே அடுக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே